சொல்லு முதே கு உண்மை வந்துவிட்டது நேரான பொய் என்பது அழியக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குராணைய சொல்லி காமிக்கின்றாரே உண்மையான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானே இந்த மார்க்கம் சொன்ன வழிமுறைகளில் செயல்முறைகளில் நாம் நடக்கின்றோமா நம் வாழ்க்கையில் மார்க்கம் கொஞ்சமாவது ஒட்டி இருக்கிறதா இஸ்லாமியன் என்கின்ற பெயரை செயல்பாடுகள் ரீதியாக நம் வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் பெயருக்கு அப்துல்லா முகம்மது அப்துல் நாசர் என்று பெயர்களை மட்டும் வைத்திருக்கின்றோம் நம் பெயர்களுக்கும் நம் செயல்களுக்கும் இன்றைக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிட்டோம் உண்பதிலிருந்து உறங்குவதிலிருந்து குவிப்பதில் இருந்து நடை உடை பாவனை அனைத்தையும் இஸ்லாமர்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தின் மக்கள் நாம் திரும்புவதே இல்லை அல்ல ஹுரான்ல ஒரு வசன திறக்கிறான் சாபாக்களுக்கு அந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முஸ்லிம்களே அல்லாஹுவையும் வறுமையினாலையும் கியாமத்தையும் கொண்டு கொண்ட விசுவாசிகளே உன் மார்க்கத்தில் நீ முழுமையாக நிறைவிட வேண்டும் மக்களே திருந்துங்களை மீண்டும் ஈமான் கொண்டா சொல்கின்றே நமக்கு தேவையான ஒரு வசவங்களே ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்பது என்பது உடலிலோ உன் தாடியிலோ இல்லை அப்பா என்பது உன் செயல்களில் உள்ளது முகத்தில் இருக்கு உடையில இருக்கு பேச்சில் இருக்கு தேவழிய பேசுறது செயல்பாடு பார்த்தா பெரிய ஜீரோவா இருக்கு இருக்காரு வாழ்க்கையில சின்ன முயற்சியாக இருக்கணும்